பேருதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கிணித்துக்குரிய மாணவ மாணவியர்களை தொடர்ந்து ஈமானை குறித்து பல பாடங்களை நம்ம நடத்திக்கிட்டே இருக்குறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமான் எந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த ஈமானை வைத்துதான் ஒரு மனிதன் இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு இரண்டிலுமே வெற்றி பெற முடியும் ஈமான் அல்லாத ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக தோல்வியைதான் அடைவான் என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் ஈமான் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் தொழுகிறது நோன்பு வைக்கிறது சதக்கா தான தர்மம் கொடுப்பது குரான் ஓதுவது இதுதான் நமக்கு தெரிந்த ஈமானாக இருக்கிறது இதை தாண்டியும் பல விஷயங்கள் என்னை செய்து ஈமான்ல உள்ளடங்கி இருக்குது நிறைய விஷயங்கள் என்னை செய்து இருக்குது கிட்டத்தட்ட ஈமானை பற்றி சொல்லும்போது ஒரு சில இடங்களில் அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது அப்படின்ற சுசலாசும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல சொல்லும் போது எழுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குன்ற விசிலாசம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம புகாரியிலிருந்து ஒரு ஹதீஸ பாக்குறோம் அந்த ஹதீஸுக்கும் அந்த ஹதீஸுக்கு உரிய விளக்கமும் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு இதெல்லாம் ஈமான்ல உள்ளடங்கியதுதான் என்பதை விளங்கி கொண்டு அந்தந்த காரியங்களை செய்யும் நாம் ஈமானுக்கு உரித்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவும் ஈமானில் உள்ளதுதான் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அது என்ன ஹதீஸ் ஈமானை குறித்து நபிஸ்ல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் புகாரியில் ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இருபத்தி ஆறாம் பக்கத்தில் தமிழ் புகாரியை நீங்கள் வாங்கி பார்த்தாலும் கூட உங்களுக்கு புரியுமானதாக இருக்கும் கையிலே புத்தகங்களை வைத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதை நன்ற முறையில் கவனித்துக் வேண்டும் என்ன ஹதீஸ் ஹதரத் அபு ஹுரை அதி தாயலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன சொல்றாங்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும் அறுபத்தி ஒன்னாகவும் இருக்கலாம் அறுபத்தி ரெண்டாகவும் இருக்கலாம் அறுபத்தி மூணாகவும் இருக்கலாம் அறுபத்தொன்பது வரையிலும் அந்த கிளைகளை செய்யலாம் நீண்டு போகலாம் இன்னும் சில ஹரிசில எதற்கும் மேற்பட்ட கிளைகள் என்றும் ஹதீசுகளில் வந்திருக்கிறது அப்படி ரசூசல்லாசம் அதை சொல்லிட்டு வெக்கப்படுவது என்பது கூச்சப்படுவது என்பதும் ஈமாளில் உள்ளதுதான் ஈமானில் உள்ள ஒரு காரியம் தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க பொதுவாகவே ஈமான் என்பது நாம் விளங்கி வைத்திருப்பதுதான் இல்லையா ஈமான் என்பது என்னங்க அல்லாகவையும் அல்லாஹுடைய ரசூலையும் முழுமையான முறையில நம்பி நம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நமது நாவினால் அதை மொழிந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த செயல்களை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தும் இறைவன் சொல்லக்கூடிய இறைவன் தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வதும் தான் ஈமான் என்பது நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் ரசூலுல்லா அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதல்லவா ஈமான் என்பது அந்த அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகள்னா என்ன அதை எங்கேயெல்லாம் தேடலாம் எப்படியெல்லாம் அதை விளங்கி கொள்ளலாம் என்பதற்கு புகாரிக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் ஹதரத் இபுன் ஹிப் ரதீல்லாஹுத்தாலான்னு அவர்கள் கூறுகின்றார்கள் குரானிலும் ஹதீஸிலும் நான் ஈமானை பற்றி தேட முற்படும் பொழுது இபுன் ஹிப் ரதீல்லாஹுத்தாலான்னு சொல்கிறாங்க குரானிலும் ஹதீஸிலும் ஈமானை குறித்து நான் ஆராய்வதற்கு முற்படும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஈமானில் உள்ளடங்கியதாக காணப்பட்டது எனக்கு தெரிய வந்தது அதிலிருந்து ஒரு அறுபத்தொன்பது விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் என்று இபுன் ஹிப் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம் காரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அதிலே அவர்கள் முதன் முதலில் சொல்லும் போது சொல்லி காமிக்கின்றார்கள் ஈமானுடைய கிளைகள் என்பது அறுபத்தொன்பது கிளைகளை நான் கண்டறிந்திருக்கின்றேன் இந்த அறுபத்தொன்பது கிளைகளில் மிக முக்கியமான கிளை என்பது உள்ளம் சார்ந்த கிளை உள்ளம் சார்ந்தது இருக்கிறது நாவு சார்ந்தது இருக்கிறது உடல் சார்ந்தது இருக்கிறது ஈமானுடைய கிளைகளை மூணு பங்காக நாம் பங்கு வைத்துக் முதலில் உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமது சிந்தனையில் வரக்கூடிய சிந்தனைகள் இது உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் இருக்கிறது ஒன்று இரண்டாவது நாவு சார்ந்த ஈமானின் கிளைகள் மூன்றாவது உடல் சார்ந்த ஈமானின் கிளைகள் சரி உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் மொத்தம் இருபத்தி எண்ணம் இருக்கிறது நமது உள்ளத்தால் இருக்குல்லையா ஈமான் உள்ளத்தில் நம்ம என்னெங்க ஈமான் வச்சிருக்கிறோம் என்ன ஈமான் வச்சுருக்கிறோம் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது நமக்கு தெரியுமா களிமா சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் நீயத்து வைக்கிறது வேணால் நமக்கு தெரியும் மனசுக்குள்ளே நீயத்து வைக்கிறது தொழுகைக்காக நீயத்து வைக்கிறது நோம்புக்காக நீயத்து வைக்கிறது வேணால் நமக்கு தெரியும் ஆனால் ஈமான் மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும் அதுங்கிற குறித்து இருபத்தி விஷயங்களை சொல்கின்றார்கள் நாவுக்கான ஈமான் ஏழு விஷயங்களை சொல்கின்றார்கள் உடலுக்கான ஈமானின் கிளைகள் முப்பத்தி எட்டு விஷயங்களை சொல்கின்றார்கள் இதை நம் வாழ்க்கையில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் செயல்படுத்தணும் வெறுமென எல்லாம் சொல்கிறோம் எல்லாத்தையும் படிக்கிறோம் எல்லாத்தையும் எழுதுகிறோம் இல்லையா வெறும் எழுதி படித்து விட்டால் மட்டும் போதாது என்ன செய்யணும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் சரி முன்னாடியே நம்ம சொன்னோம் ஈமானினுடைய கிளைகள் எத்தனை வகை ம் மூணு வகை என்னதுலாம் உள்ளம் சார்ந்தது நாவு சார்ந்தது உடல் சார்ந்தது உள்ளம் சார்ந்தது எத்தனை இருபத்தி நாலு நாவு சார்ந்தது எத்தனை ஏழு உடல் சார்ந்தது எத்தனை முப்பத்தி எட்டு ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பது கிளைகள் ஆகிவிட்டது சரி உள்ளம் சார்ந்த கிளைகள்ல முதல் கிளை என்னவென்றால் அல்லாகுவை நம்புவது அல்லான்னு ஒருத்தம் இருக்கிறான் அவன்தான் என்ன படைத்திருக்கின்றான் அவன்தான் எனக்கு உணவழிக்குகின்றான் வெயில் வர வைப்பதும் அவன்தான் மழையை வர காற்றை வீசச் செய்வதும் அவன்தான் காற்றை வீச செய்யாமலும் இருப்பவன் அவன்தான் அனைத்தையும் செய்பவன் அல்லாகட்டு ஒருத்தவன் இருக்கிறான் நம்ம நம்புறோம் நம்ம என்ன செய்றோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துருது என்ன வார்த்தை வந்துருது அல்லான்னு ஒருத்தம் இருக்கானா அல்லான்னு ஒருத்தர் இருந்த எப்படியெல்லாம் எனக்கு கஷ்டத்தை தருவானா நான் தான் நல்லா தானே தொழுகிறேன் நல்லாதான எல்லாத்தையும் செய்யறேன் என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டமே இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ எல்லா நிலைமையுமே நம்பணும் இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் பொழுதும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பொழுதும் என் நிலை வந்தாலும் சரி அந்நிலையில் இறைவன் தான் எனக்கு அனைத்தையும் தரா அப்படிங்கறத என்ன செய்யணும் ஒரு உண்மையான அடியான் நண்பது உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகளில் ஒன்றாக இருக்கிறது அதனால் அல்லாகவை நம்புவது முதல் கிளை ரெண்டாவது வானவர்களை நம்புவது அல்லாகவால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள்ட்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த மழக்குமாறுகள் மூலமாகத்தான் அந்த மழக்குமார்களை வைத்துதான் அல்லாஹு மழையை பொழிய செய்கின்றான் அந்த மழக்குமார்களை வைத்து தான் நமக்கு உணவளிக்கின்றான் அந்த மலக்குமாரிகளை வைத்து தான் நமது உயிரை அல்லாஹ பறிக்கின்றான் அந்த மழக்குகளை வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் அலமின் கபூரிலே கேள்வி கணக்குகளை கேட்பான் சொர்க்கத்துக்கென்று காவலாளிகளாக மழக்குமார்களை நியமித்திருக்கின்றான் நரகத்திற்கென்று காவலாளிகளாக மழக்குகளை அல்லாஹ நியமித்திருக்கின்றான் ஆக மொத்தம் வானவர்களை நம்புவதும் ஈமாளில் உள்ள ஒரு கிளையாகத்தான் இருக்கிறது இப்போ ஒரு அடியார் என்ன செய்யறாரு நான் அல்லாகவா நம்புவேன் ஆனா வானவர்கள்லாம் நம்ப முடியாது அல்லாக தானே எல்லாத்தையும் செய்யறான் வானவர்கள்லாம் யாரும் இல்லை அவங்களை நான் பார்த்தது இல்ல எல்லாம் நம்புனுங்கிற கட்டாயம் அவசியம் எனக்கு இல்லைன்னு சொன்னா அவரிடத்தில் ஈமான் இல்லாமல் போய்விட்டது அப்போ ஈமானுடைய கிளைகள்ல உள்ளம் சார்ந்த கிளைகள்ல கிளை என்னதுங்க மலக்குமாரிகளை நம்புவது மூணாவது கிளை வேதங்களை நம்புவது குரானை நம்புகின்றோம் குரானிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோம் குரானில் தடுத்த விஷயங்களை நம் வாழ்க்கையில தடுத்து தவிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குரானை மட்டும் ஒரு மனிதர் நம்புறேன் மற்ற வேதங்களை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அதுவும் முழுமையான ஈமானாக அடையாது அல்லாகவால் அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் நம்பணும் அல்லாக நான்கு வேதங்களை கொடுத்திருக்கிறான் இல்லையா இஞ்சில் சபூர் தவராத் குரான் இஞ்சில் சபூர் தௌராத் குரான் இந்த நான்கு வேதங்களையும் அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தானோ அந்த வேதங்கள் அப்படி இருக்கும்போது அப்படியே நம்புறது இன்னைக்கு வேதங்கள் கைய வச்சு நிறைய மக்கள்கள் எழுதி எழுதி என்னது முன்பு பின்பு அப்படி இப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி மாத்தினதெல்லாம் நம்பணும் நமக்கு அவசியம் இல்லை அல்லாஹ் அருளும் போது எப்படி இருந்ததோ அதை அப்படியே நம்புவது ஈமானின் ஒரு கிளையாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுவால் நான்கு வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது நூறுக்கும் மேற்பட்ட ஏடுகள் சின்ன சின்ன ஏடுகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் வேதம் சொன்னால் ஒரு பெரிய புத்தக வடிவில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஏடுகள்னு சொன்னால் ஒரு சின்ன டைரி மாதிரி அப்பப்போ என்ன தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கொடுத்துருப்பான் இது நூறுக்கும் மேற்பட்ட ஏடுகள் இருக்கு அப்போ அந்த வேதங்களையும் நம்புறோம் அந்த ஏடுகளையும் நம்புகின்றோம் சரி அடுத்து இறை தூதர்களை நம்புவது இறை தூதர்களை நம்புவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நபிமார்கள் மீது நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கிறது நபிமார்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மக்கள்கள் இது நம்புவதை போன்று இல்லையே இப்படியெல்லாம் நடந்திருக்குமா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை இன்னைக்கு எழுப்புறாங்க அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்ட்டு இல்லை இப்போ நபிமார்களுடைய நபிமார்களை நம்புவது சொன்னால் நபிமார்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களையும் நம்பி அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்பி அவர்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நம்புவதுதான் நபிமார்களை நம்புவது நபியை ஏற்றுக்கிறோம் வசூலை பின்பற்றுகின்றோம் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்றைய அறிவாலைக்கும் இன்றைய அறிவு என்ன சொல்வது அறிவியலுக்கும் ஒத்து வரவில்லை அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த விஷயத்தை நம்ப மாட்டேன்னு சொன்னாலும் ஒரு ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸ் ஏன் அறிவுக்கு என்ன செய்யல புலன் படல இருக்க அறிவியலுக்கும் புலன் அதனால நான் அந்த ஹதீச நம்ப மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது சொல்லிட முடியாது சகியான ஒரு ஹதீச அந்த மாதிரி யாராவது சொன்னால் அவர் யாருடைய வாழ்க்கையில குற்றத்தை காடுகின்றார் யாரை குறை காடுகின்றார் யாரை நம்பாம இருக்கிறாரு முகம அவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று இல்லை உலகத்தில் அல்லாகவால் எத்தனை நபிமார்கள் ரசூ அனுப்பளோ அனைவர்களையும்து கிட்டத்தட்ட கொள்வது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமாரிகளை அல்ல அனுப்பியிருக்கின்றான் அனைவர்களையும் நான் நம்புறேன் அவங்க வாழ்க்கைய உறுதியாக நான் நம்புறேன் அவர்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நான் உறுதியாக நம்புகின்றேன் அவர்களுடைய வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை அனைத்தையும் நான் நம்புறேன் என்ன செய்யணும் நம்ம நம்பியிருக்கிறோமா நம்பியிருக்கிறோமா இ கால குழப்பங்கள் எப்படி மாறி போய்கிட்டு இருக்கு பாருங்க ரசுல்லாவுடைய ஹதீஸுகளில் சகீகான ஹதீஸ் புகாரிலே இருந்தாலும் சரி முஸ்லீம்லேயே இருந்தாலும் சரி எங்கள் அறிவுக்கு ஒத்து வரலாம் நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்போ நபிமாறுகள் எல்லா நபிமாறுகளும் என்ன செய்யணும் மனதார உளமாற ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் நம்புவது ஈமானியினுடைய கிளைகளில் ஒன்றாக இருக்கிறது வெறும் நபியை நம்புங்கன்ட்டு அல்லா சொல்லலை எல்லா நபிமாறுகளையும் என்ன செய்யணும் நம்பனும் எல்லா நபிமாறுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி ஐந்தாவது கிளை ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கிளை என்ன விதியை நம்புவது நீ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க விதினா ஒன்றும் இல்லை நான் இப்படி போனேன் அதனால இப்படி விழுந்துட்டேன் நான் இதை இப்படி செஞ்சேன் அதனால இப்படி உயர்ந்து வாழ்க்கையில மேலே வந்துட்டேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதனால என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நம்ம சொல்றோம் நம்ம உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம செஞ்ச தவறுகளை காரணமாக காட்டி அந்த தவறுகள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நடந்துருச்சுன்னா நான் இப்படி இருந்தேன் இப்படி நடந்து நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது எல்லாம் அல்லஹ கொண்ட காரியம் எல்லாம் விதியின்படியே நடந்தது என்னை இப்படி வச்சு இப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறது விதி அது நடந்துருச்சு நான் இப்படி போய் இப்படி வாழ்க்கையில் சருகி விழுகணுங்கிறது விதி நடந்துருச்சு இப்படி தான் சொல்லணுமே தவிர நான் இப்படி இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறேன் சொல்லக்கூடாது நான் இப்படி போனதுனால தான் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு என் குடும்ப சீரழிஞ்சு போச்சு நினைச்சு விடாது சொல்லக்கூடாது அப்போ விதியை நம்புவது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி தோல்வி அடைவதாக இருந்தாலும் சரி முயற்சி எடுப்பதாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்காமல் இருந்தாலும் சரி எல்லாம் எதுக்குள்ளதாங்க அடங்குது விதிக்குள்ளேதான் அடங்குது அந்த விதியை நம்ம நெசையறது முழுமையாக மனதார ஏற்றுக்கொள்வது அதை நம்புவது வாழ்க்கையில் ஒரு மேல்மட்டத்திற்கு போகும்போது விதியை நம்புகிறோம் அந்த விதியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் தாழ்மட்டத்திற்கு வரும்போது அந்த விதியை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் சில வார்த்தைகளை தவறுதலாக வாயிலிருந்து நினைச்சிட்றோம் விட்டுனோம் இது என்னடா வாழ்க்கை வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனி வாழ்ந்த என்ன புரோஜனம் இது வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது நல்ல நேரங்களிலும் கெட்ட நேரங்களிலும் விதியை மனப்பூர்வமாக உளமாற நம்புவது ஈமானுடைய கிளைகளில் உள்ளம் சார்ந்த கிளையில் ஐந்தாவது ஒரு கிளையாக இருக்கிறது சரி அடுத்து ஆறாவது கிளை என்னவென்று சொன்னால் மறுமைய நம்புறது மனுஷன் மருமையை நம்பிட்டான்னு சொல்லுங்க மருமையை நம்பிட்டான்னு வைங்க வாழ்க்கையில் பாவமே செய்ய மாட்டான் இன்னைக்கு நம்ம எல்லாம் மருமையை நம்பாமல் இருக்கிறதுனால தான் பாவங்களை செஞ்சுக்கிட்டு அநியாயங்களை பண்ணிக்கிட்டு அலிச்சாட்டியங்களை பண்ணிக்கிட்டு இல்லாத சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படிதானங்க என்றைக்காவது ஒரு நாள் மறுமையினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நாம் நினைத்திருக்கின்றோமா அந்த கபு நம்மை நெருக்கக்கூடிய அந்த தருணங்களை நமது மனதுக்குள் ஒரு அச்சத்தோடு ஒரு பயத்தோடு கொண்டு வந்திருக்கின்றோமா இன்றைக்காவது ஒரு நாள் நாளை மறுமையில் நாம் செய்யக்கூடியதற்கு அல்லாஹ் நிற்க வைத்து நம்மை கேள்வி கேட்பானே அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றோம் என்று என்னைக்காவது ஒரு நாள் நாம் யோசித்திருந்தாலும் கூட நிச்சயமாக எந்த பாவமே பண்ணியிருக்க மாட்டோம் மறுமையை நம்ம நம்பலை மனசில் மறுமை இருக்குது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குது அவ்வளோதான் இது தெரிஞ்சு வச்சுருக்குறோம் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்குறோம் நம்புனா அதை அடைவதற்கான முயற்சியை நம்ம செய்வோம் முடிதானுங்க இப்போ என்ன ஒரு பெரிய கொகை இருக்குது அந்த கொகையில் லட்சக்கணக்கான தங்கம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆள் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு நம்புறோம் முயற்சிக்கிறான் என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதன் மீது நமக்கு ஒரு ஆசை வரல சொர்க்கும் உயர்ந்த போகணும் சொர்க்கத்தில் நபிசல்லாசம் அவங்களோட இருக்கணுங்கிற ஒரு ஆசை நீங்கள் நம்மள்ட்ட வராமல் போனதுனால தான் என்ன செய்யறோம் நம்ம மறுமையை பயம் இல்லாதனால தான் என்ன செய்யறோம் எல்லா தவறுகளும் செய்கிறோம் இல்லையா நரகத்தை பற்றியான ஒரு பயமும் ஒரு நம்புதலும் நம்மள்ட வந்துச்சுன்னா தப்பு செய்வோமா செய்வோமா செய்ய மாட்டோம் இல்லையா அப்போ ஆறாவது கிளைன்னு சொன்னால் என்னங்க மறுமையை நம்புவது சரி உள்ளம் சார்ந்த கிளைகளில் ஏழாவது கிளை இறைவனை நேசிப்பது அல்லாகவே என்ன செய்யறது நேசிப்பது எப்படி ஒருத்தவன் ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டம் சொன்னா அவரனுடைய நேசத்தை வெளிப்படுத்துறதுக்காக என்ன தியாகம் நானும் செய்வோம் இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்க வேண்டி சொல்கிறேன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்க ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்க இந்த காதலை அடைவதற்கு இந்த அன்பை முழுமையாக பெறுவதற்கு அல்லது இந்த அன்பை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு யாரை வேணும்னாலும் தூக்கி தூர போட்டுருவோம் எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருந்தாலும் தூக்கி தூர வச்சுருவோம் அந்த நபர் எப்படி இருந்தாலும் சரி அவரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அவனை சந்தோஷப்படுத்தணும் அவளை சந்தோஷப்படுத்தணும்ட்டு அந்த அன்புக்காக அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக எல்லாத்தையும் தூக்கி ஓரமாச்சும் நடக்குதா இல்லையா நடக்கல எத்தனை வீடுகள்ல பொத்தி பொத்தி வளர்த்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய காதல்தான் பெரியது நான் அவன் மீது கொண்ட நேசம்தான் பெரியது அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு பிறந்த வீட்டை விட்டு ஓடிவிடுகின்றார்கள் எத்தனையோ இடங்கள்ல ஆண் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து அவர்களை உழைப்புக்கு அனுப்பி அவர்கள் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் அந்த கனவுகள் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் வயதான நேரத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்னுடைய காதலியின் நேசம்தான் பெருசு எனது காதலியின் மீது கொண்ட அன்பு தான் பெருசு அதனால் நான் நேசிச்சிருவேன் அவ கூட தான் போயிடுவோன்ட்டு எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போது இறைவனை நேசிப்பது என்று சொன்னால் என்ன சகோதரர்களே அல்லாஹின் நேசத்திற்காக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் நாம் வாழ வேண்டும் அல்லாவின் நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல அல்லாஹ் என்னென்ன வழிமுறைகளை சொன்னானோ அந்த வழிமுறைகளை மட்டுமே நம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் அல்லாவின் நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இதையெல்லாம் தவிர்க்க சொன்னானோ அதையெல்லாம் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் வந்தாலும் நாம் தவிர்க்க வேண்டும் இதுதான் அல்லாஹுவின் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியது அந்த நேசம் இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்காது செயலை செய்யும் போது என்னை படைத்த ரப்பை திருப்தி அடைய செய்வதற்காக நான் செய்யறேன் செய்யறோமா இன்னைக்கு தொழுகிறோம் இன்னைக்கு சுபு தொழுதோம்னா நம்ம எல்லாரும் நிறைய பேர் வரல ஒரு செயலை செய்யும் போது இது எனது ரப்பை மகிழ்விப்பதற்காக நான் செய்கிறேன்னு சொல்லி ஏதாவது செய்கிறோமா அதுதான் அல்லாமைக்கு நான் அன்பை வெளிப்படுத்துறது ஒரு செயலை செய்யாமல் விடும்போது இந்த செயலை நான் செய்யாமல் இருந்ததுக்கான காரணமும் எனது ரப்புக்கு நான் திருப்தியை உண்டாக்குவதற்காக எனது ரப்பை மகிழ்விப்பதற்காக நான் செய்கிறேன் என் ரப்பின் மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்கிற ஏதாவது ஒரு செயலை செய்கிறோமா தொழுகையிலிருந்து குலாந்தர்லேருந்து தஸ்பீசர்லேருந்து எல்லா மக்களுக்காக முகஸ்தூதிக்காக பேருக்காக புகழுக்காக செய்கிறோம் அப்படி தானே செய்வங்க அப்போது ஏழாவது கிளை என்னங்க படைத்த ரப்பை உளமாற மனமாற நேசிப்பது அவன் நமக்கு தரக்கூடியது பெரிய சோகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் மின்னலாக இருந்தாலும் இடையூறாக இருந்தாலும் எதை நம்ம ரப்பு நமக்கு தந்தாலும் ரப்பே நான் உன்னை நேசிக்கிறேன் இதெல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமினுடைய ஒரு மூமியினுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும் சரி அடுத்து எட்டாவது கிளை ரொம்ப முக்கியமான ஒரு கிளை எட்டாவது கிளைங்க ரொம்ப முக்கியமான ஒரு கிளை ஒருவரை அல்லாவிற்காக நேசிப்பது அல்லாவிற்காக வெறுப்பது யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கா நீங்கள் சொல்லுங்க நீ இவரை அல்லாவுக்கான்னு நேசிக்கிறியாப்பா இல்லை சரி நீ தான் இவரை அல்லாவுக்குன்னு நேசிக்கிறியாப்பா இல்லை அல்லாவுக்காக நேசிப்பதான் என்னென்னு நமக்கு தெரியலையே தெரிஞ்சாதானே ஒரு ஆளை அல்லாவுக்குன்னு நேசிப்போம் சரி இன்றைக்கி நம்ம ஒரு ஆளை எதுக்காக நேசிக்கிறோம் ஒரு ஆள்கிட்ட எதுக்காக பழக்கம் வச்சுக்கிறோம் இது எல்லார்கிட்டையும் இன்னைக்கு இயல்பாக இந்த பழக்கம் இந்த தன்மை இருக்குது ஒன்று ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருப்பார் அவரோட பழக்கம் நமக்கு கண்டிப்பாக நெசியது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இருப்போம் இல்லை நிறைய செல்வம் வைத்து வருப்பராக பணம் பணக்காரனாக நெசிவான் இருப்பான் அதனால் அவர்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுருப்போம் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஏமாளியாக இருப்பான் அதனால் பழக்கம் வச்சுருப்போம் அதுவும் இல்லைனா நமக்கு நல்ல வேலை பார்க்குறோன்னா இருப்போம் அதனால் பழக்கம் வச்சுருப்போம் அதுவும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய குரூப்பில் ஒரு காமெடி பீஸாக நேசிருப்போம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வச்சுருப்போம் ஏதாவது ஒரு தேவையை காரணமாக காட்டி தான் இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு ஆளை நேசிக்கின்றார்கள் யாருமே யாரையுமே அல்லாவுக்காக நேசிப்பதே இல்லை ஒருத்தர் நல்ல தக்குவாதாரியாக இருக்கார் பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை உயர்ந்த குடும்பம் இல்லை ரொம்ப அப்பாவியான ஆள் அவர் வாழ்க்கை எப்படி வாழணும்னே அவருக்கு தெரியலை இருந்தாலும் தக்குவாவுள்ள மனிதராக இருக்கின்றார் அல்லாரசூலுக்கு பயப்படக்கூடிய மனிதராக இருக்கின்றார் அல்லாரசூருடைய வழியில் முழுமையாக நடக்கிறாருங்க அதனால நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை யார் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல நான் அவரோடு ஒரு நட்பு உறவாடுறேன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல முடியுமா முடியுமா தொலை போயிட்டாலே அவன் ஆவாதவன் தொலை போயிட்டாலே அவன் வந்து ஒரு மாதிரியான ஆள் தொலை போகிறவங்கிட்டலாம் நின்று பேசினா கதைக்காகுமா வேலைக்காகுமா அதெல்லாம் சரி வராது அப்படின் தான் நீங்கள் நினசிடணுமோ சிந்தனையும் செயலே நம்ம வச்சுருக்கிறோம் அப்போ ஈமானுடைய கிளைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளை என்னங்க ஒருவரை அல்லாவிற்காக நேசிப்பதும் வெறுப்பதும் ஒருவரை நேசித்தாலும் யாருக்காக நேசிக்கணும் அல்லாவுக்காக நேசிக்கணும் ஒருவரை வெறுத்தாலும் யாருக்காக வெறுக்கணும் அல்லாவுக்காக வெறுக்கணும் நேசிப்பதும் ஒரு காரணத்தை வச்சுதான் வெறுப்பதும் ஒரு காரணத்தை வச்சு தான் நேசிக்கிறதையும் அல்லாக்கா நேசிக்கிறது இல்லை வெறுப்பதையும் நம்ம அல்லாக்காண்டி வெறுப்பதில்லை நீ ரொம்ப ஹராமல் செய்கிற நீ மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய இஸ்லாத்துக்கு முரணாக இருக்குப்பா என்னால் இனிமேல் உனக்கிழங்கு செட் ஆகுதுன்னு யாரையுமே இது பண்ண மாட்டோம் என்னென்ன பண்ணுவோம் நான் இதை கேட்டேன் தரல அதை கேட்டேன் தரல என்ன அவமானப்படுத்திட்டேன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் அப்படி இப்படின்ட்டு சும்மா தேவையில்லாத சப்ப காரணங்களை சொல்லி என்ன செஞ்சோம் ஒரு ஆளை வேணான்னு ஒதுக்கி வச்சிருவோம் இல்லையா அப்போ நிறைய நீங்கள் நேசிக்கணும்னா அட்டையா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னா அல்லாக்காண்டி வைங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்க வேண்டாம் விட்டுருணும்னு நீங்க முடிவு பண்ணாலும் அல்லாக்காண்டி என்ன செஞ்சிருங்க விட்டுருங்க அதுதான் உண்மையான ஒரு ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது சரி எத்தனை எட்டு முடிஞ்சா ஒன்பதாவது கிளை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளை இன்னைக்கு இந்த விஷயத்த ஒன்பதாவது கிளை நம்ம சொல்ல இல்லையா அந்த விஷயத்தை குறித்து நிறைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சிந்தனையும் பற்றுதலும் அறிவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் என்ன நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை நேசிப்பதும் மதிப்பதும் ஈமானில் உள்ள ஒரு கிளையாக இருக்கிறது ரசுலா இதை வெவ்வேறு ஹதீசுகள்லாம் சொல்லும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க புறான்லையும் வெவ்வேறு ஆயத்துக்களை வரும்போதும் இதை பற்றி என்ன ரொம்ப தெளிவாக வருது அல்ல ஒரு வசனத்தில் சொல்லும் கொல்லின்கான ஆபாவுக்கும் அபுணாவுக்கும் அம்பாளுக்கும் அஷ்வீரத்துக்கும் தொடர்ந்து அது ஒரு ஆயிரத்தி அந்த ஆயிரத்தி முழுமையான ஞாபகத்தில் வரல என்னன்னு சொன்னா நபிய நாயகமே உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க அவர்களுடைய பிள்ளைகளை விட அவர்களுடைய பெற்றோர்களை விட அவர்களுடைய மனைவியர்களை விட அவர்களுடைய வியாபாரத்தை விட அவர்களுடைய இல்லங்களை விட அவர்களுடைய உயிரை விட அனைத்தை விடவும் உங்களை அவர் நேசிக்க வேண்டும் என்று உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லும் போது நபி ஒரு முஸ்லீம்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு மூமியினுடைய மனதிற்குள் நபிக்கு எந்த அவன் இடம் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தன் உயிரை விடவும் நபிக்கு அதிகமான இடத்தை அவன் கொடுத்திருக்க வேண்டும் தன் உயிரை காப்பாற்றி விடவும் நபியை நேசிப்பது நபியை மதிப்பதற்கு அவன் இடம் கொடுத்திருக்க வேண்டும் உசுரை விட பெருசார் சொல்ல நினைக்கணும் அதனால தான் நம்ம ஜும்மா பயான்களில் சொல்லும் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் அவர்கள் மீது அல்லஹாவின் சாந்தி உண்டாகணும் எந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க இமாம்கள் இந்த ஆயத்து உங்களில் ஒருவர் உண்மையான ஒரு மூமீனாக ஆகவே முடியாது எதுவரை சொன்னா அவர் தன்னுடைய தாய் தந்தியர்களை விட தன் பிள்ளைகளை விட உலக மக்கள் அனைவரை விடவும் என்னை நேசிக்காதவரை அவர் உண்மையான ஒரு மூமியனாக முஸ்லீமாக ஆகவே முடியாதுன்னு ரசூசல்லாசம் சொன்னாங்களே இன்னைக்கு ரசூலுல்லாவை நம்ம எப்படி நேசிக்கிறோம் ரசூல்லாவை எப்படி கண்ணியப்படுத்துறோம் ரசூல்லாக்கு நம்மளுடைய மனசுல எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோம் ரசூல்லாவுக்கு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறத அறிவார்ந்த சமுதாயத்துணர்களை நீங்கள் விளங்கிக்கணும் பிள்ளைங்களும் விளங்கிக்கணும் இப்போ ஒரு பிள்ளைட்டை கேட்குறோம் உனக்கு யார் அப்பா பிடிக்கும் உனக்கு யாரை பிடிக்கும் என்ன சொல்லு ஒன்று அம்மா பிடிக்கும் இல்லை அப்பா பிடிக்கும் இப்படி தான் பிள்ளைங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க இது ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தது இப்போ கேளுங்க பொதுவாக மொட்டைக்கட்டையே கேளுங்க உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேளுங்க உம்மா பிடிக்குமா பாப்பா பிடிக்குமான்னு கேட்டால் ஒன்றும் உம்மாவை சொல்லும் இல்லட்டா பாப்பாவை சொல்லும் பொதுவாக கேட்டு பாருங்கள் யாரை பிடிக்கும் அப்படின்ட்டு மொத்தம் சொல்கிறேன் விஜய் பிடிக்கும் இன்னொருத்தல்கிறான் அஜித் பிடிக்கும் நடக்க இல்லையா கண்ட கண்டவர்களை நேசித்து கொண்டு யாரை பின்பற்ற வேண்டும் என்று தெரியாமல் யாரை நேசிக்க வேண்டும் என்று தெரியாமல் யாரை தங்களது தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கு நேசிக்கிட்டுருக்கிறாங்க மக்கள் எல்லாம் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் நம்ம யாரை நேசிக்கணும் ஒரு ஆள் உங்கள்ட்ட வந்து கேட்குது உங்களுக்கு அல்லாக வேணுமா தூதர் வேணுமா உங்கள் குடும்பம் வேணுமா நம்ம சொல்லுவோம் எனக்கு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் போதும் உங்களுக்கு வியாபாரம் வேணுமா ரசூலுல்லா வேணுமா அல்லா வேணுமா எனக்கு அல்லாஹ் ரசூல் போதும் வியாபாரம் வேண்டாம் நீங்கள் ஆசாசியாக கட்டின உங்களுடைய வீடு வேணுமா அல்லா ரசூளுடைய பொருத்தம் வேணுமா அல்லா ரசூளுடைய பொருத்தம் போதும் எனக்கு வீடு வாசலாம் தேவை இல்லையா இதுதான் ஒரு மூமியினுடைய எல்பான மனதிற்குள் அவன் ரசூலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உயர்ந்த உன்னதமான இடமாக இருக்கிறது இது நம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லணும் ரசூல்லாவனுடைய அன்பை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் மனசுக்குள்ள விதைக்கணும் ரசூலாவை தான் நீங்கள் நேசிக்கணும் ரசுல்லாவை தான் முழுமையாக பின்பற்றணும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களும் ரசூலுல்லா மட்டும்தான் அப்படிங்கிறத நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி அடிக்கடி என்னை செஞ்சிட்டே இருக்கணும் நினைவுடுத்தே இருக்கணும் சரி இதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி தலைப்பாக பேச வேண்டியது சொல்கிறோம்ல ஒவ்வொரு பிரிவு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு பிரிவுமே என்னதுங்க ஒரு தனி டாபிக் அந்த டாபிக் எடுத்தோம் சொன்னால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு பேச வேண்டிய ஒரு தனித்தனி பெரும் பெரும் டாப்பிக் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் நம்ம நீங்கள் சளிச்சிடக்கூடாது ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும் ரொம்ப சு சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சரி அடுத்து நபி சொலஹம் நேசிப்பது மதிப்பது பத்தாவது நபி வழியை பின்பற்றுதல் பத்தாவது மனசில் என்ன நினைக்கணுங்க எங்கே போனாலும் ரசூதுல்லாவுடைய வழியை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு மனசில் முதல்ல ஒரு உறுதி கொள்ளணும் இந்த இடத்துல போய் இப்படி செய்யவா அங்கே போய் அப்படி பண்ண அது நினப்பாங்களோ இந்த சுனத்தை இப்படி செஞ்சால் அது நினப்பாங்களோ யார் எதுன்னு சொல்லிடுவாங்களோ பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஒன்றே என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது ரசூலுல்லாவினுடைய வழியை எல்லா நேரங்களிலும் நான் பின்பற்றுவேன் என்று உளமாற மனமார முதல நம்புகிறோம் நம்பணும் சஹாபாக்கள் அப்படி தானே செஞ்சாங்க சரிண்ணா ஒமர் பின் ஹத்தாப் ரதிலாஹு ரசூலுல்லாவினுடைய வழியை எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு செய்தியை ஹயாத்து சஹாபா என்கின்ற ஒரு நூலில் எழுதி காமிப்பார்கள் உமர் ரதியுல்லாஹுத்தாலான்பவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு காடு உமர் ரதியுல்லான் அவர்களும் அவர்களுடைய படையினர்களும் கொஞ்சம் உறவினர்களும் என்ன செய்கிறாங்க பயணிக்கின்றார்கள் அப்படி பயணிக்கின்ற பொழுது உமர்ரதியாஹுத்தாலானு அவர்கள் திடீரென ஒரு இடம் வரும்போது அப்படி லேசா குழிஞ்சிட்டு நிமிர்ந்தாங்க லேசா குழிஞ்சிட்டு நெசைந்தாங்க பார்த்த சகாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன உமர் ரதிலும் சம்மந்தமில்லாத நேரத்தில் குனிஞ்சு நிம்முறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல திடீர்னு குனிஞ்சிட்டு நீங்கள் நிமிர்ந்தீங்களே என்ன ஒன்றும் இல்லை நான் நாயகம் சொல்லாசம் அவங்களோட இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படி வரும்போது அப்படி வரும்போது ஒரு பெரிய மரம் ஒன்று நினசிச்சு வளர்ந்து நினச்சி அந்த மரம் ரசூல்லா மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு ரசூலை நினைசாங்க லேஸாக குனிஞ்சாங்க அப்படி குனிஞ்சாங்க அப்படி குனிஞ்சு போனாங்க ஆனால் இப்போ அந்த மரமும் இல்லை ரசூலாவும் இல்லை இருந்தாலும் என் ரசூல் குனிந்த ஒரு இடம் ரசூலை அப்படி குனியணும்ட்டு சொல்லவும் இல்லைங்க எந்த அளவுக்கு ரசூலாக பின்பற்றுனாங்க ரசூலாவுடைய வழிகளை பின்பற்றுனாங்க எத்தனை சகாபாக்கள் பெரும் பெரும் அரசு விருந்தோம்பல்களில் கீழே சிந்தி கிடக்கக்கூடிய பருக்கைகளை எடுத்து கழுவி சாப்பிட்டதுனால் அந்த அரசவையே என்ன செஞ்சிச்சு ஆச்சரியப்பட்டுச்சு அப்போ ரசோல்லாவுடைய வழியை பின்பற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் என்ன செய்து அடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பத்து விஷயங்களை நம்ம சொல்லி முடித்திருக்கின்றோம் இன்ஷால்லா மீதம் இருக்கக்கூடிய ஈமானினுடைய கிளைகளை தொடர்ந்து நாளை தினம் கொஞ்சத்தனமும் சொல்வோம் இப்போது இஸ்லாமிய உறவுகளை அருமையான மாணவர்களே ஈமான்டைய அறுபத்தொன்பது கிளைகளை தொடர்ந்து நாம் விளக்கி கொண்டிருக்கின்றோம் அதிலே முதல் நாள் அன்று பத்து கிளைகளை குறித்தும் அந்த பத்து கிளைகளுக்கான விவரங்களையும் நாம் சொல்லியிருந்தோம் அதை காண தவறுவியர்கள் ஈமானின் அறுபத்தொம்பது கிளைகள் என்று சொல்லி நமது சேனலிலே ஒரு வீடியோ இருக்கிறது அதை பார்த்து கொள்ளுங்கள் வராத மாணவர்களும் அந்த வீடியோவை பார்த்து வந்த மாணவர்களிடம் அதை கேட்டு எழுதி வைத்து கொள்ளுங்கள் நினைவுபடுத்துதனுடைய முகமாக அந்த பத்து கிளைகளையும் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்தி அடுத்தடுத்த கிளைகளை நாம் பார்ப்போம் புகாரியினுடைய ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸு தான் அபோஹுரேரா ரதியுல்லாஹ்னு அவர்களுடைய அறிவிப்பின் பெயரில் வருகிறது அல் ஈமானு பிலோன் வசித்தோன ஈமான் என்பது அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும் வெக்கப்படுவதும் ினுடைய ஒரு கிளை தான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு புகாரினுடைய உரிய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இரண்டு நூல்கள் இருக்கிறது அதனுடைய ஒரு நூல்களில்தான் இதற்கான அந்த ஈமானின் கிளைகள் எப்படியெல்லாம் பிரியப்படுகிறது என்பதை குறித்து விவரிக்கும் உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் இருபத்தி நான்காகவும் நாவு சார்ந்த ஈமானின் கிளைகள் ஏழாகவும் உடல் சார்ந்த ஈமானின் கிளைகள் முப்பத்தி எட்டாகவும் பங்கு வைத்து மொத்தத்தில் அறுபத்தி பங்குகளை நமக்கு சொன்னார்கள் அதில் பத்து கிளை நாம் தெரிந்திருந்தோம் படித்திருந்தோம் மீண்டும் ஒரு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் மொத்தம் இருபத்தி இருக்கிறது அதில் முதல் கிளை அல்லாகவை நம்புவது இரண்டாவது கிளை வானவர்களை நம்புவது மூன்றாவது கிளை இறைவேதங்களை நம்புவது நான்காவது கிளை இறை தூதர்களை நம்புவது ஐந்தாவது கிளை விதியை நம்புவது ஆறாவது கிளை மறுமையை நம்புவது ஏழாவது கிளை இறைவனை நேசிப்பது எட்டாவது கிளை இறைவனுக்காக ஒருவரை நேசிப்பது ஒருவரை வெறுப்பது ஒன்பதாவது கிளை நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்களை நேசிப்பதும் மதிப்பதும் பத்தாவது கிளை நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுதலும் இந்த பத்து கிளைகளை நம்ம முந்தானிய சொல்லியிருந்தோம் அதனுடைய வீடியோ கிளிப்பு நம்ம சேனலில் இருக்குது அதை தெரியாதவங்க பார்த்து தெரிந்து அதனுடைய தொடர்பில் அதை என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைக்கு பதினோராவது கிளையாக நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு கிளையாக இருக்கிறது உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகளில் இருபத்தி நாலு கிளைகளில் பதினோராவது கிளை என்னவென்று சொன்னால் இஹலாஸ் மனத் தூய்மையோடு இருப்பது இந்த மன தூய்மைங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு நம் சமூக மத்தியில் குறைந்து காணப்படுகிறது என்று சொல்வதை விட காணாமல் போய்விட்டது என்றே நாம் சொல்லலாம் உள்ள தூய்மை மன தூய்மை இஹலாஸ் இரையச்சம் உள்ளத்தில் இன்னைக்கு துளி அளவும் நம்ம மத்தியில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது பெயரளவில் தொழுகையை நிலைநாட்டிக்கொண்டு பெயரளவில் அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு பெயரளவில் முஸ்லீமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே தவிர உள்ளமளவில் நாம் இன்றைக்கு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக ஒரு மூமியனாக இருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை சரி இஹ்லாஸ்னால் என்ன இந்த எஹ்லாஸுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன ரபிகள்நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்போ பயன் செய்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லா சொல்ல மறப்பதே கிடையாது அபூ ஹுரேரா ரதில்லாஹாலான்னு அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லா எங்கள்கிட்ட எதை பற்றி பேசினாலும் சொல்லுவாங்க அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹூனா அத்தக்வா ஹாஹுனா தக்வா என்பது இதயத்தும் சார்ந்தது தகவா என்பது உள்ளம் சார்ந்தது தான் இஹலாஸ் என்பது உங்களுடைய நடை உடை பாவனைகளில் இருப்பது அல்ல எங்கே இருக்கணும் இஹலாஸ் உள்ளத்தில் இருக்கணும் அல்லாவினுடைய அச்சம் எங்கே இருக்கணுங்க உள்ளத்தில் இருக்கணும் அதுதான் எனது உண்மையான இஹலாஸாக இருக்கிறது இல்லையா நீங்கள் அந்த இஹ்லாஸ் நம்ம இடத்துல இருக்குதா கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை ஜிபிரலி இஸ்லாத்துஸ்லாமவங்க நபிசல்லாஸ்ன்னு வந்து கேட்டாங்க யாரோ சொல்லலாம் மல் இஹலாஸ் இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன நாயக சல்லாஸ் மதுக்கு பதில் சொன்னாங்க தொழுகையில் நிற்கும்போது அல்லாவை நீ பார்ப்பது போன்று நிற்க வேண்டும் அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று நிற்க வேண்டும் இதுதான் இஹலாஸ் இது தொழுகிக்கு மட்டும் எல்லா நேரங்களிலும் ஒரு மோமியின் இதை கடைபிடிக்க வேண்டும் அல்லாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிற்கின்றான் நான் செய்யக்கூடிய ஹராமுக்கு முன்னால் அல்லாஹ் நிற்கின்றான் எனவே நான் அதிலிருந்து தவிர்த்து கொள்கின்றேன் ஒன்றை செய்தாலும் அவனுக்காகவே செய்கின்றேன் ஒன்றை விட்டாலும் அவனுக்காகவே விடுகின்றேன் அல்லது படைத்த ரப்புல் அலமீன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் நான் நல்லது செய்யும் போது சரி தவறு செய்யும் போதும் சரி அல்ல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு செயலை உலக ஆதாயத்திற்காகவோ பிறருடைய அன்பிற்காகவோ பிறருடைய பாராட்டிற்காகவோ முகஸ்துதிக்காகவோ பெருமைக்காகவோ அல்லது ஏதோ கடமைக்காகவோ ஒரு செயலை செய்யாமல் முழுக்க முழுக்க இறைவனின் பொருத்தத்தை மட்டும் நாடி இப்படிங்க இறைவனுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்கிறோம் பாருங்க ஒரு செயலை அதுதான் உண்மையான இஹலாஸ் இந்த இகலாஸ் நம்மள்கிட்ட இருக்கா தொழுகிறோம் இஹ்லாஸ் இருக்கா தர்மம் கொடுக்குறோம் இஹ்லாஸ் இருக்கா குரானை ஓதுறோம் இஹ்லாஸ் இருக்கா நோன்பு வைக்கிறோம் மனசு தூய்மையா இருக்குதா படைத்த ரப்புக்காக வேண்டி மட்டும்தான் ஆழமாக பதிந்திருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக சொன்னது போல இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்னதுங்க ஒரு பெரிய தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்து பேசக்கூடிய அளவிற்கான நீண்ட தலைப்புகளாகவே இருக்குது இருந்தாலும் ஒரு சுருக்கமாக நாம் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நாம் சொல்கின்றோம் அப்பா பதினோராவது கிடை என்னது உள்ள தூய்மை என்பது இருக்க வேண்டும் சரி பனிரெண்டாவது பாருங்க துவா கேட்கிற பழக்கமே நிறைய பேர்ட்டுக்கு பின்னாடி இருந்து கேட்கணும் அது கேட்க விருப்பம் இல்லை அது கேட்குறங்க அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தனியாக அமர்ந்தாவது கேட்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தொழுகிக்கு வரக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் செவற்றில் வீசப்பட்ட பந்தை போன்று இருக்கின்றார்கள் பந்து இருக்கல ஒரு பந்து எடுத்து செவத்தில் அடித்தா நெசையும் செவத்தில் பட்ட உடனே யார் அடித்தாங்களோ அதே பக்கமே நெசையும் உடனே திரும்பி வரும்ல அந்த மாதிரி உள்ள வந்து தொழுகிறது தான் உடனே ஓடிடணும் அந்த ஒரு நிமிடம் ரெண்டு நிமிஷத்தில் ஏதோ கோடி ரூபா லாஸ் ஆகுற மாதிரி என்ன செய்யணுன்னு நினைக்கிறோமோ இருக்கிறோம் சரி வெளியே போகிறோமே ஏதாவது முக்கியமான வேலைக்கு தான் போகிறோமான்னு கேட்டால் இல்லை மிஞ்சி போனால் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்போம் யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் இதை தவிர நம்ம பெரிய வேலைகளை வச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்வதில்லை வெளியே போகிறதில்ல அப்போது தௌபா ஈமான் சார்ந்த உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளை என்னதுக்குங்க தௌபா தான் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது யாராவது தேடுறோமா இன்னைக்கு அதாவது நம்ம செய்கிறது பாவம் தான் நமக்கு தெரியுதா முதல்ல பாவம் செஞ்சிட்டோமேன்னு சொல்லி என்னைக்காவது மனசளவில் நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோமா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது நான் சிலரை நேசிக்கின்றேன் அவர்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடும்போது சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் முத்தின் நிச்சயமாக நான் பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் அல்லா என்ன சொல்லலை பாவம் செய்யாமல் இருக்கிறவங்களன்ட்டு அல்லா சொல்லலை என்ன சொல்றான் அல்ல பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் அப்படின்னா என்னங்க மனுஷனா பிறந்த எல்லாம் பாவம் பண்றவன் மனுஷனா பிறந்த எல்லாருமே யாரு தான் பாவம் பண்றவங்க தான் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நபிமார்கள் தவிர மனுஷனா பிறந்த எல்லாருமே யாருதாங்க பாவிகள் தான் அதனாலதான் அல்லாஹ் குரான் எப்படி சொன்னா என்னன்னு சொன்னாஹி யோஹிப்பு அல்லாஹ் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான் பாவமே செய்யாமல் இருக்கிறவங்கன்ட்டு அல்லாஹ் நேசையில குரான்ல குறிப்பிடலை ஓ யோஹிப்பு இன்னும் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லா விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அப்போ அந்த தௌபா நம்மள்ட இருக்குதா நம்ம வாழ்க்கையில் இருக்குதா இப்போ நம்மள்ட ஈமான் இருக்குதா இந்த அறுபத்தொம்போது கிளைகளில் ஒன்றுக்கு ஒன்று நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ஈமான் என்ன செஞ்சு போச்சு பலகீனம் அடைந்து போய்விட்டது என்பது தான் அதற்கான அர்த்தமாக இருக்குது ஒரு ரசூல்லா இதை என்ன சொன்னாங்க ஆதம் நபியினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த பாவம் செய்கிறவங்களே ரொம்ப சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி எல்லா கரமேந்தி மன்னிப்பு தேடி அந்த பாவத்திலிருந்தும் விலகி விடுகிறார்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிசல்லாசம் அவங்க சொன்னாங்க நம்ம நினைக்கிற தௌபானா என்ன ரமல்லான்ல ஒத்தைப்படை இரவுகளில் இப்போ ரமலான் வரப்போதில்லை நூறு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது ஒத்தைப்படை இரவுகளில் கியாமுல்லைலாம் தொழுது அல்லாஹ் அல்லா மன்னிச்சுரு அல்லா மன்னிச்சிரு சொல்லி எல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்டு ரமலான்ல செய்யாமல் இருந்த பாவத்தையெல்லாம் ரமலானுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமாக இதுதான் நமக்கு தெரிஞ்ச தௌபா தௌபான்னா அது தௌபா இல்லை தௌபான்னு சொன்னால் என்ன ஒரு பாவம் இருக்கு அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சிட்டோம் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுட்டோம்னு சொன்னா அடுத்து அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் இருப்பதுதான் உண்மையான தௌபா அதுதான் என்னது உண்மையான தௌபா உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு ஆள் மதுவுக்கு அடிமையா இருக்காரு மதுவுக்கு அடிமையா இருக்காரு மதுவுக்கு தான் அடிமையா இருந்தது தவறு என்பதை உணர்ந்து அல்லார சூழ்வால் தடுக்கப்பட்ட ஒன்றுதான் என்று உணர்ந்து மது அருந்து அல்லாஹ்ட இரவு முழுக்க பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவத்தில் இருந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு மீண்டும் அவர் மது அருந்திரார் சொன்னா அவர் முழுமையாக தௌபாவை தேடவில்லை அவர் தௌபா தேடும் என்ன நீயத்தில் தேடுறாரு பாவ மன்னிப்பு அடுத்து பண்ணிக்கலாம் அடுத்து பாமன்னிட்டு கேட்டு அடுத்து பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தானே சரி அதனால தான் அவர் மீண்டும் அந்த பாவத்திற்குள் செல்கின்றார் அப்போ தௌபா செய்யும் தௌபா செய்யும் போது என்ன நீயத்தோடு நம்ம தௌபா செய்யணும் இனிமேல் நான் இந்த பாவத்தை என் வாழ்க்கையில் செய்து விடவே மாட்டேன் வாழ்க்கையில் இந்த பாவம் செய்யாத இனிமேல் நிகழவே செய்யாதுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்யணுங்க தௌபா கேட்கணும் பெருமான சல்லாவணி சொல்லுமவர்கள் அதை தான் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் சரி பதிமூணாவது கிளை ரொம்ப முக்கியமான கிளை இறைவனை அஞ்சுவது மனதளவில் அல்லாகவை பயந்து நடப்பது இன்னைக்கு அல்லாகுவை நேசிப்பதும் நம்மிடத்தில் இல்லை அல்லாக தரக்கூடிய விதிகளை பொருந்திக்கொள்வதும் நம்மிடத்தில் இல்லை அல்லாகவை அஞ்சுவதும் இன்றைக்கு நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அல்லாஹ அஞ்சுனா ஒரு பாவ நம்ம செய்வோமா செய்வோமா ஒரு தப்பு செய்ய போகிறேங்க அந்த தப்பு செய்யும் போது அல்லாஹுடைய அச்சம் வருது செய்ய முடியுமா அல்லாக மருமையில் பிடிச்சிருவாரேன் இந்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையெல்லாம் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க குரான் எல்லாம் இப்படியெல்லாம் நரகத்தை வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்குள்ளே வந்தால் ஒரு மனிதன் பாவம் செய்வானா செய்வானா எந்த பாவமும் செய்ய மாட்டாய் இல்லையா அப்போ அல்லாஹுவை அஞ்சுப்பதுங்கிறது ஈமானுடைய கிளைகளில் ரொம்ப பிரத்யேகமான முக்கியமான ஒரு கிளையாக இருக்கிறது ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் உன்னை ஒரு பயம் வந்துருச்சுன்னா அடுத்து அதை செய்கிறதுக்கே சிவான் ரொம்ப யோசிப்பான் பெருமான சல்லாசம் அவங்கள்ட்ட ஒரு சகாபிவாராக யார் சூழல்லா எனக்கு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை கொண்டு என்னுடைய எல்லா விஷயங்களும் சரியாக மாறிவிட வேண்டும் என்னங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினுடைய உபதேசம் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் மாற்றிவிட வேண்டும் அப்படி ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்க என்ன செய்ங்க செய்யுங்க நாயகமே நாயகம் சொல்லாசம் அவங்க சொன்னாங்க நாயகம் செல்லாசம் சொன்னாங்க அப்படி ஆயினில் நீங்கள் பொய் மட்டும் சொல்லாதீர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப தான் சொல்ல என்ன செய்யாதீங்க பொய் மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க சரினு சொல்லிட்டு வந்தவரும் சென்று விட்டார் சபையை விட்டும் சென்று விடுகின்றார் சென்று விட்டு அப்பொழுது இஸ்லாம் வந்த புது மதுவோ சூதுவோ இதெல்லாம் என்ன செய்யலை ஹராமாக்கப்படாத ஒரு காலம் ஏன்னா அல்ல மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெசஞ்சால் ஹராமாக்கி அப்படி மொத்தத்தில் அதுக்கப்புறம் தான செஞ்சாலா ஹராமாக்கணும் முதல்ல மது அருந்து விட்டு தொடரக்கூடாது என்பதாகவும் மது அருந்துனால் இப்படி சவுக்கடி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னது குறைச்சி கடைசியில் மதுவையே என்ன செஞ்சான்லாம் மொத்தத்தில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அல்லா என்ன செஞ்சால் தடை விதித்தான் அப்போ இப்படி ஒரு காலத்தில் தான் அந்த சஹாபி வந்து என்ன செஞ்சாங்க கேட்டு போகிறாங்க ஆனால் மது அராமாக்கப்படுறதுக்கு முன்னாடியே ரசுல்லாக்கு அருந்துபவர்களையும் பிடிப்பாது பிடிக்காது அதை விற்பவர்களையும் பிடிக்காது அதை கடந்து செல்பவர்களையும் ரசுல்லாக்கு என்ன செய்யாது பிடிக்காது இப்போது மது அருந்துறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த மது கடையில் நின்று மதுவை வாங்குவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரசூல்லாவை குறித்து ஒரு அச்சம் மனசுக்குள்ளது செய்து ஏற்படுதாக நாளைக்கு ரசுல்லாவுடைய சபைக்கு நம்ம சென்றோம் சொன்னால் ரசுல்லா கண்டிப்பாக நம்மள்கிட்ட கேட்பாங்க நேற்று நீங்கள் மது அருந்துனீங்களான்னு சொல்லி மது அருந்தினேன்னு சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு மனசில் தைரியம் கிடையாது ஒரு தவிர வெளிப்படையாக இன்றைக்கி நிறைய பேர் ஒத்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லையா நான் வைக்கப்பட மாட்டேன் நான் செஞ்சேன் தப்பு நான் ஒத்துக்குவேன் தவறு செய்கிறது ஒரு பாவம் அந்த தவறை பகிரங்கமாக வெளியே பிறருக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறது அது அதைவிட மிகப்பெரிய பாவம் அப்போ ஒத்துக்க முடியாது ரசூல்லாட்ட இல்லைன்ட்டு என்ன செய்ய முடியாது பொய்யும் சொல்ல முடியாது அதனால் மதுவுலேருந்து விளகிறோம்ன்ட்டு விளக்கிட்டாங்க இது இங்கே இதுலேருந்து விளகுறதுக்கான முக்கிய காரணம் என்ன ரசுல்லா கேட்பாங்களேன்னு ஒரு அச்சம் இல்லையா அந்த அச்சம்தான் அந்த சஹாபியாதிலேருந்து என்ன செய்யுது விலக செய்துது அப்போ இன்னைக்கு ஒரு தவறை நம்ம செய்யும் போது அல்லாஹினுடைய அச்சம் இருக்கா இதை நம்ம செய்கிறவன் இதை குறித்து நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா நம்மள்ட்ட எதை பற்றியும் சிந்தனையே நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம மாதிரி எப்படினாலும் வாழ்ந்துட்டு எப்படினாலும் என்ன செஞ்சிடணும் போயிடணும் இதுதான் இன்னைக்கு நம்ம நினைக்கிற வாழ்க்கையாக இருக்கிறப்போ மனதளவுல அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் ஈமானுடைய கிளைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளையாக இருக்கிறது அடுத்து பதினாலாவது கிளை பதினாலாவது கிளையில ரொம்ப முக்கியமான ஒரு கிளை என்னன்னு சொன்னா இறை அருளை நம்புவது பதினாலாவது கிளை என்னங்க இறை அருளை நம்புவது ஒரு விஷயம் நமக்கு நடக்குது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குது வாழ்க்கையில் நம்ம நினைச்ச எல்லாமே நடக்குதுன்னு சொன்னால் மனசில் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது என்னுடைய உழைப்பினால தான் நான் செஞ்ச முயற்சியினால தான் நான் பட்ட கஷ்டத்தினால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கக்கூடாது மனசில் என்ன நினைக்கணும் என்னுடைய ரப்பு எனக்கு அருள் புரிந்து விட்டான் என்னுடைய இறைவன் என் மீது கருணை செய்து விட்டான் அவனுடைய கருணையால் தான் நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் நல்லா இருக்கிறேன் இப்படியும் நினைக்கணும் இன்னும் எப்படி நினைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து இந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் என்னை மீட்டி விடுவான் என்றும் நினைக்கணும் ஒரு நோயில இருக்கிறோம் ஒரு நோயில் படுத்துட்டோம் இப்போ இந்த நோயில் படுத்ததோட நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிடக்கூடாது அவ்வளோதான் இந்த நோயில் நான் மவுத்தா போயிடுவேன் எனக்கு அல்ல இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டானே அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு நினைச்சக்கூடாதுங்க நினைக்கக்கூடாது என்ன நினைக்கணும் ரப்பு இதிலிருந்து எனக்கு அருள் என்னை நிச்சயம் மீட்டி எடுப்பான்னு சொல்லி இறைவனின் அருளை நம்புவது இன்னைக்கு இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை இந்த ஒரு எண்ணமும் நம்மள்கிட்ட இல்லை ஆக்கிரமா இல்லையா ஒரு சின்ன பிரச்சனை வாழ்க்கை வந்துட்டாலும் உடனே விபரீதமான முடிவுகளை எடுப்பதை போன்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் வைக்கிறோமா இல்லையா உலகத்தையே வெறுத்து போகிற மாதிரியான வார்த்தைகளை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக பதிவிடுறோம் இறைவனுடைய அருளின் மீது இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஒரு கஷ்ட காலம் வரும்போது இறைவனுடைய அருளின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பதினாலாவது கிளை என்ன நிச்சயம் அல்ல இதிலிருந்து என்னை மீட்டி எடுப்பான் என்று இறைவனினுடைய அருளை நம்ப வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கிளைங்க இல்லையா நபிமார்கள் அப்படி நம்பினதுனால தான் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் ரொம்ப சாதாரணமாக கடந்து போனாங்க நல்லா பாருங்கள் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்களேன் நம்ரூதுங்கிற மன்னன் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போடும்போது ஜிப்ரேல் அல் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இப்ராஹிம் நபியே எனக்கு நீங்கள் அனுமதித்தாங்க இந்த நெருப்பை நான் ஊதி அணைத்து விடுகின்றேன் வானவருடைய தலைவர் நினைசிறாங்க வந்து கேட்குறாங்க எந்த சூழ்நிலையில் இப்ராஹிம் நபி அந்த வில்லில் இருந்து எங்கே போகிறாங்க நெருப்பு குண்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து யார் கேட்குறா ஜிபிரல் இஸ்லாம் கேட்குறாங்க அப்போ இப்ராஹிம் இஸ்லாம் சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா எனக்கு படைப்புகளுடைய உதவி தேவையில்லை படைத்த ரப்பினுடைய உதவி எனக்கு தேவை எனக்கு யார் என் மீது அருள் புரிவா அல்லாஹ் என் நிச்சயமாக அருள் புரிவான் இறைவனுடைய அருளை நான் நம்புகின்றேன் அவன் அருளின் மீது நான் ஆதரவு வைக்கின்றேன் நான் அவன் உதவியே விரும்புகின்றேன்ட்டு இப்ராஹிம் ரபி சொன்னாங்க கரெக்டா நெருப்புல போய் உழம்போது அல்லாஹ் சொன்னா யா நாரூ கூனி பர்தன் அலா சலாமன் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியின் மீது நெருப்பே நீ குளிர்ந்ததாக மாறிவிடுன்ட்டு அல்லாஹ் சொன்ன அப்போ நபிமாரிகள் இறைவனுடைய அருளின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரதான் வாழ்க்கையில ஒரு நேரத்துல எதுவும் செய்ய முடியாமல் நம்ம வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட தான் அந்த நேரத்துல இறைவனுடைய அருளின் மீது அலாதியான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது ஈமானுடைய கிளைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிளையாக இருக்கிறது பதினைந்தாவது கிளை நன்றி செய்தல் சுக்குர் இறைவனுக்கும் நன்றி செய்யணும் இறைவன் யார் மூலமெல்லாம் நமக்கு உதவி செய்றானோ அவங்களுக்கும் நன்றி விசுவாசத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சுக்குருங்கிற ஒரு தன்மை இருக்கா அல்லாஹ் குரான்ல சொல்லும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நியமத்து எல்லாம் நான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை நசைஞ்சுருக்கான் கொடுத்துருக்கான் இந்த உடல் இன்னும் உடல் வேணும்னா நீங்கள் ஒரு செயலை செய்யணும் நல்ல நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் இந்த செல்வத்தில் இன்னும் அதிகமாக செல்வம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் வியாபாரத்தில் பறக்கத்தை கொடுத்துருக்கான் இந்த பறக்கத்தை இன்னும் அதிகமான பறக்கத்தான் மாறணும்னா நீங்கள் ஒரு செயலை செய்யணும் என்ன செயலு நன்றி கூறுதல் இறைவன் கொடுத்ததை நினைத்து நன்றி கூறுதல் இது நம்மள்ட இருந்தால் நம்மள்ட இருக்கிறத இன்னும் அல்ல அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான் இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை இந்த எண்ணம் நம்மள்கிட்ட இல்லைன்னா கொடுத்ததை என்ன அல்ல அப்படியே குறைச்சி வேதனை நம்ம கொடுத்துருவான் சும்மாவும் சொல்லலை அல்லா ஒரு வசனத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லுவான் இல்லை இன்சக்கர்த்தும் இல்லை அசீதன்னக்கும் இல்லை அசீதன்னுக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செய்பவர்களாக இருந்தால் நான் கொடுத்த விஷயங்களை நினைத்து நீங்கள் எனக்கு சுக்குர் செய்பவர்களாக இருந்தால் நான் இன்னும் அதை அதிகம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தந்திருக்கிற அலமது இல்லா இல்லாம கைகால் விளங்காம நீ வச்சிருக்கிற எனக்கு உடல் தந்திருக்க எல்லா புகழும் உனக்கே ரப்பே நான் உனக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று ஒரு மனிதன் அல்லாவை புகழ்ந்தால் அவனுக்கு நன்றி பாராட்டினால் அசீதண்ணக்கும் அல்லா அந்த உடல் ஆரோக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் எல்லாம் எனக்கு நீ வியாபாரத்துல ரொம்ப பறக்க செஞ்சிருக்கிறேன் அல்லஹ் அலமதுல்லா இதே போல என் வியாபாரத்தை நீ வைக்கணும் ஒரு மனிதன் துவா செஞ்சா நசீதண்ணக்கும் அப்படி வியாபாரத்தில் அல்ல அதிகப்படுத்துவான் பறக்கத்தை அதிகப்படுத்துவான் பொருளாதாரம் எல்லாம் எனக்கு நிறைய சொத்து சுகங்களை தந்திருக்கிறேன் அல்லா அந்த சொத்து சுகங்களை நான் இப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்கணும் அல்லா இதே போன்ற என்னையும் என்னுடைய பிள்ளைகளின் மலசியை அல்லா ஒரு மனிதர் துவா செஞ்சால் அசீதன்னுக்கும் அல்ல அதிகப்படுத்துவான் ஒ இன் கஃபர்தும் அல்ல அடுத்து சொல்றான் நான் கொடுத்த ஞாபத்துகளை எல்லாம் நீங்கள் மறந்து வாழ்ந்தால் இன்னாபதீத் என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும் என் வேதனையை நீங்கள் பயந்துக்குங்க அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா கொடுத்தத நினச்சி நீ எனக்கு நன்றி செஞ்சால் போதும்பா உனக்கு எல்லாத்தையும் நான் நிறைய தாரேன் நான் தான் கொடுத்தன்கிறத நீ மறந்து போய் பொதுபோக்குத்தரமாக ஏதோ உழைப்பில் தான் நீ மேலே வரதா நீ நினச்சிக்கிட்டு வாழ்ந்து சொன்னால் இன்னாதா பஷீத் என் வேதனை உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் என் வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்ன்ட்டு அதெல்லாம் என்ன செய்கிறான் எச்சரிக்கை செய்கின்றான் அதனால் நன்றி உள்ள ஒரு பழக்கத்தை நம்மை வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும் சரி பதினாறாவது ஈமானுடைய கிளை வாக்குறுதியை காத்தல் ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்கிறதோ அல்லது வாரன்னு சொல்கிறதோ அல்லது செஞ்சு தாரன்னு சொல்கிறதோ நம்ம கொடுக்குற வாக்கு இந்த வாக்கை காப்பாற்றுறது உள்ளம் சார்ந்த ஈமான்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஈமானாக இருக்குது இன்றைக்கி வாக்குறுதியை கொடுக்குறதே மீறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு வாக்குறு நிறைவேத்துவே மறுநாள் போய்க்கலாம் இப்படிங்கிற எண்ணத்துல தான் என்ன செய்யறோம் வாக்குறுதியை நம்ம கொடுக்கறோம் ஆனா வாக்குறுதி அது இல்லைங்க வாக்குறுதி என்னது கொடுத்ததை எப்படியாவது முடிந்த அளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணணும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியலைன்னா யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தோமோ அவங்கள்கிட்ட போய் மாஃப் மன்னிப்பு கேட்டுக்கணும் இல்லையா சூசலாசமாக சஹாபாக்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அருமை தோழர்களே உங்கள்லையே ரொம்ப சங்கையான ஒரு மனிதர் யார் தெரியுமா உங்கள்லேயே ஒரு சிறந்த மனிதர் யார் தெரியுமா அல் கரீமு புகாரில பதிவு செய்யப்படுதுலேயே ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர் யாருன்னா தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரே அவர்தான் உங்களே ரொம்ப சிறந்தவர் சொன்னாங்களே இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறமா மனைவியிட்ட கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டுக்கிறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்கற வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டுக்கிறோம் பெற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாத்துகிறோம் நண்பர்களுக்கு கொடுக்கற வாக்குறுதியும் நிறைவேற்றுவதில்லை வியாபாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்றுவதில்லை பொது இடங்களில் பொது ஸ்தாபனங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்றுவதில்லை ஆனால் வாக்குறுதி கொடுக்கிறோமா கேட்டா எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் ஆனால் எதையுமே நிறைவேற்றுவதே இல்லை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது ஈமானினுடைய பலகீனம் என்பதை நாம் விளக்கிக் வேண்டும் இல்லையா ஈமான்ல அது ஒரு கிழங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது என்னது ஈமான்ல ஒரு கிளை யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எத்தனை பேர்ட்டு என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோமா வாரம்னு கொடுத்துருக்கோம் போனோமா போகலை வாங்கி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் வாங்கி கொடுத்துருக்கோமா கொடுக்கல இப்போ வாக்குறுதியை காப்பாற்றணும் வாக்குறுதியை காப்பாற்றுவதல்லாசம் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாயம் செல்லாசம் அவங்க எந்த சூழ்நிலையிலும் மீறியதே இல்லை யூதர்கள்ட்ட எகூதிகள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை கூட நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றினாங்க அந்த வாக்குறுதிகளை இருந்து மீறாமல் இருந்தாங்க இப்ப வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஈமானுடைய கிளைகளில் பதினாறாவது கிளையாக இருந்து கொண்டிருக்கிறது பதினேழாவது கிளை பொறுமை காத்தல் உலகம் வேகமாக ஓடக்கூடியது அதனால் அதோடு சேர்ந்து நம்மளும் வேகமாக ஓடி வேகமாக வாழ்க்கையை முடித்து சீக்கிரம் ஊற்றா போயிடணும் பொறுமையே இல்லை பொறுமை என்பது முதல்ல ஒரு செயலை செய்யும் பொறுமையோட நிதாரணத்தோடு செய்கிறது ரெண்டாவது நம்மை யாரேனும் கோபப்படுத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் அந்த துன்பத்தின் மீது பொறுமை காத்தல் மூணாவது ஒரு விஷயத்தை அடைவதற்காக நம் பொறுமையாக இருப்பது பொறுமை மூணு வகை இருக்குங்க முதல்ல ஒரு செயலை செய்கிறோம் ஒரு பள்ளியை கிளீன் பண்ணுறோம் அல்லது ஒரு இதை படிக்கிறோம் சொன்னால் என்ன செய்யணும் பொறுமையாக படிக்கணும் குறான ஓதனா அப்படி இல்லை அலிஃபலா மீம் அலிகல் கிதா ரோய் பஃ என்ன செய்கிறது படிக்கிறது பொறுமையாக ஒரு வேலையை செய்கிறது இதுவும் நம்மள்கிட்ட இல்லை எல்லாம் எல்லாமே ஸ்பீடு தான் ரெண்டாவது ஒரு சோதனை நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த சோதனையின் மீது பொறுமை காட்பது அது சுத்தமாக இல்லை உடனே அழுவுறது என்ன புலம்புறது என்ன வட்டியினுடைய வாசலுக்கு போகிறது என்ன ஹராமனுடைய வாசலுக்கு போகிறது என்னன்னு சொல்லி ஏராளமான தவறுகள் என்ன செஞ்சிருவோம் செஞ்சிடறோம் ஒரு விஷயம் மூணாவது ஒரு விஷயத்தை அடைவதற்கு பொறுமையாக இருப்பது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க ஆனால் யாருமே வியாபாரத்தில் நெனைச்சி நிற்கிறது இல்லை மிஞ்சு போனால் நாலு மாதம் அதிகபட்சமாக ஒரு வருஷம் நூற்றில் ஒரு இருபது பேர் நினச்சிராங்க நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுறாங்க என்னன்னா வியாபாரத்தில் ஒன்றும் இல்லை கிடைக்கிற ஒன்றுங்க கிடைக்கல டக்குன்னு நினைத்து ஷட்டர் அடைச்சிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுறது அப்போது ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கும் பொறுமையாக இருப்பது அல்ல நீங்க அல்லாட்ட உதவி தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க அல்லாட்டை உதவி தேடணும்னா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க அல்லாட்ட உதவி தேடுங்க ஒரு விஷயத்துக்காக நம்ம அல்லாட்ட உதவி தேடி இருக்கோம் என்னத்துக்கு வச்சுப்போமே உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்குங்க எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடண்டிருக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் எனக்கு உடனே அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அல்ல ஆட்ட துவா கேட்குறோம் தொழுதுகிட்டு துவா கேட்கறோம் யா அல்லா என்னுடைய கடன் எப்படி இருக்கு யா அல்லா என்னுடைய கடன் எப்படி அடைப்பதற்கு நீர்ச்சி மறுநாளையவே அஞ்சு லட்ச ரூபா கையில் வந்துடும் மறு மாசமே வந்துருமா இல்லை அல்ல எப்பந்தும் தரானோ அதுவரையிலும் பொறுமை காத்து நீங்க அல்லாட்டை கேட்டுக்கொண்டே இருங்கள் உதவி தேடிக்கொண்டே இருங்கள் பொறுமை காத்திருக்கிற ஒரு எண்ணம் ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் நமக்குள்ளே முதல்ல வரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பொறுமையோடு இருந்தவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் நாயகம் சொல்லாலிசம் அவங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை நிதாரணம் எந்தளவுக்கு நிறந்து காணப்பட்டது நபிமார்களுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு நிதாரணம் பொறுமை கையாளப்பட்டது என்பதை எல்லாம் நாம் தெரிந்த விஷயமாகத்தான் இருக்குது நேரம் ரொம்ப போகிறதுனால சுருக்க சுருக்கமாக இன்ஷால சொல்லி முடிக்கிறேன் சரி பதினெட்டாவது விதியை பொறுத்து கொள்ளல் விதியை பொறுத்து கொள்ளுதல் முன்னாடி விதியை நம்புறதுன்னு சொன்னோம் எத்தனாவது விஷயங்க கிளை எத்தனாவது அஞ்சாவது கிளைய சொல்லும் போது முதல்ல விதியை நம்பணும் முதல்ல என்ன செய்யறது விதி ஆமாம் இது எல்லாமே விதின்னு ஒன்று இருக்குது விதின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புறது பதினஞ்சாவதா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பதினெட்டாவதா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விதியை பொ பொறுத்து கொள்ளணும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு தப்பு நடக்குது வாழ்க்கையில் நல்லதாக இருக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு வியாபாரம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு லாஸ் ஆயிடுச்சு வாகனம் கரெக்டாக ஓட்டிக்கிட்டு போனோம் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நல்லா நடந்துட்டு போனோம் திடீர்னு ஒரு விபத்தாயிருச்சு குடும்பத்தில் நல்லா தான் குடும்பம் போச்சு திடீர்னு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சிட்டோம் எல்லாருமே தனித்தனியாக போயிட்டோம் இது எல்லாமே விதிதான் தான் நடந்ததுன்னு நம்பணும் அதோடு அதை பொருந்திக்கொள்ளவும் செய்யணும் இதெல்லாம் நடந்து எதனாலதான் நடந்துச்சு விதியினால்தான் நடந்ததுங்கிறது முதல்ல என்ன செய்யறோம் இதன் மீது அபிவிருத்தி என்ன செய்யக்கூடாது அதிருப்தி கொள்ளக்கூடாது என்னடா இப்படி நடந்து போச்சு என்னடா விதி ஆகுது அதாவது இதாவது என்ன செஞ்சிட கூடாது போயிடாம அதை ரப்புதான் தந்தான் என்று பொருந்தி கொள்ளடுங்க அதுதான் பதினெட்டாவதாக இருக்குது இப்ப விருதியை பொருந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நம் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர வேண்டும் சரி பத்தம்போதாவது இறைவனையே சார்ந்து இருத்தல் தவக்குள் பத்தொம்பதாவது என்னதுங்க தவக்குளோட ரசிகிறது இருக்குது வாழ்க்கையில் தவக்குலுங்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இல்லை யாரை சார்ந்து இருக்கிறோம் உலக மக்களை தான் சார்ந்து இருக்கிறோம் அவன் எனக்கு உதவி செய்யவான் என் பிள்ளை என்னை பார்த்துக்குவான் என் பொண்டாட்டி என்னை பார்த்துக்குவாங்க என்னுடைய சொந்தக்காரங்க என்னை பார்த்துக்குவாங்கிற மக்களை தான் சார்ந்து அவர்கள் மீது தான் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களைய தான் நம்ம சார்ந்து வாழ்கிறவங்களாக இருக்கிறோம் தவக்கலும்னு சொன்னால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கை யூனிவர்சலைஸில் மீன் வைத்து கொள்ள போனாங்களா பெரிய சம்பவம் அது சுருக்கமாக சொல்கிறேன் யூனோசரைஸ் தான் மீன் வயித்துக்குள்ளே போயிடுறாங்க இந்த மீன் வயத்துக்குள்ளேருந்து கண்டிப்பாக நான் வெளியே வருவேன் என்னை படைத்த ரப்பு என்னை கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி உறுதியாக தவக்குள் வைத்தார்கள் ரப்பின் மீது அதனால தான் என்ன செஞ்சாங்க அல்லா மீன் வயிற்றுலேருந்து வெளியே வர வச்சா இப்போ நம்மளும் என்ன செய்யணுங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது மீது தவக்குள் வைத்து இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு என்ன செய்யணும் தவக்குள் வைக்கணும் கண்டிப்பாக அல்லா இதில் இருந்து என்னை மாற்றுவான் கண்டிப்பாக தவக்குள் வைங்க கண்டிப்பாக எனக்கு குழந்தையை கொடுப்பான் தவக்குள் வைங்க எதுலேருந்து மனம் தளராதிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரப்பு தருவான்னு சொல்லி தவக்குள் உறுதியாக அல்லாவின் மீது நம்பணும் ஒரு நாள் நம்பினேன் ரெண்டு நாள் நம்பினேன் ஒரு மாதம் நம்பினேன் மூணு மாதம் நம்பினேன் அஞ்சு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் வரையும் அல்லா இதுக்கு மேலே மனசு விட்டு போச்சுங்க மனசை விட்டு போச்சு ரொம்ப மனசு விட்டு போச்சு சொல்லவே கூடாது கிடைக்கிற வரையும் அந்த தவக்குறை நம்ம வாழ்க்கையில் விட்டுறவே கூடாது அல்லாவின் மீது உறுதியான வைப்பது எப்படிங்க பசுலா தவக்குல வச்சாங்கள்ல தாயிஃபுல நாயகம் சல்லாஹம் போய் ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இப்படி ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ரசூல் கிட்ட கிட்ட வார்த்தைகளில் பேசி சின்ன பிள்ளைகளை விட்டு கல்லால் அடிக்க சொல்லி நாயகம் சல்லாஹம் அவங்கள அந்த ஊரை விட்டு துரத்துனாங்க ஆனால் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் நான் இந்த பூமியே இல்லாமக்கிற இந்த தாயிப்பையும் அழிச்சி அனுமதிக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு தாயிப் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமிய நாடு இல்லையா எதனால் நடஞ்சு தவக்குள் உறுதியாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமா கண்டிப்பாக இதில் வெற்றி பெறாமல் நான் இதை விடவே மாட்டேன் அதுக்கு எனக்கு அல்லா இருக்கிறான் உறுதியாக நம்புங்க அப்படி உறுதி இல்லாதனால தான் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் நம்ம தோல்வி அடைந்து கொண்டே அப்போ தவக்குள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது பத்தொம்போதாவது விஷயமாக இருக்கிறது இருபதாவது வது இரக்கம் இன்றைக்கி இறக்கப்படுற மனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெத்தவங்களை இன்னைக்கு அநாத ஆஸ்திரமத்தில் விடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க சமீபமாக நிறைய காணொலிகளில் நம்ம பார்க்குறோம் பெத்த தாய் தகப்பன்கள் மீது ல்லாமல் போகக்கூடிய ஒரு காலம் இன்னும் சில இடங்கள்ல உடல் சுகத்திற்காக பெத்த பச்சிளம் குழந்தைகளை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்று கள்ளக்காதலை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு விஷம் இன்னைக்கு சமுதாயத்தில் பரவிக்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ரோட்டில் நடக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துகிறது யாசகம் கேட்டால் அவர்கள் மீது இறக்கம் கொள்ளாமல் நடப்பது இன்றைக்கு இறக்கம்ங்கிற ஒரு தன்மை அவள்கிட்ட இருக்குதா நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறோம் யார் மீதாக அது இறக்கப்படுறோமா இறக்கப்படுறா என்ன நினைக்கிற உடனே ஐயோ பாவம் இப்படின்ட்டு போகிறதுக்கு பேர் இறக்கமா அதுக்கு பேரும் இறக்க இறக்கம்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு பிரச்சனையிலையோ ஒரு கஷ்டத்திலேயோ இருக்கும்போது அவரை அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி கொண்டு வருவது உண்மையாக இரக்கம் கொள்வது அதை நீக்க முடியவில்லாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம்னு சொன்னால் அவருக்காக துவா செய்யறது எல்லாம் அதுல அவர் என்ன செய்யும் நீக்கி விடுன்னு சொல்லி துவா செய்யறது இரக்கமான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அந்த இரக்கங்கிறது நம்மகிட்ட இல்லை கணவன் மனைவியின் மீது இறக்கப்படுவதில்லை மனைவி கணவன் மீது இறக்கப்படுவதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இறக்கப்படுவதில்லை பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது இறக்கப்படுவதில்லை மாணவர்கள் ஆசிரியர்கள் மீது இறக்கப்படுவதில்லை ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது இறக்கப்படுவதில்லை இப்படி இறக்கமற்ற ஒரு இனம் இன்றைக்கு வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது காலப்போக்களை எல்லாம் என்ன மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம பழகிறோம் இப்படிங்க கேட்பீங்க அஜித்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணுறாங்களே ஹெல்ப் பண்ணுறாங்களே பண்ணுறாங்களே அதெல்லாம் எப்படி நல்லா பாருங்கள் இன்றைக்கி தர்மம் கொடுக்குறதுன்னு சொல்கிறதே ஒரு விளம்பரமாகி போச்சு யாராவது ஒரு ஆள் போய் தனிப்பட்ட முறையில் எனக்கு இது மாதிரி ஒரு நோய் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு லட்சரூபா கொடுங்கன்னு தனிப்பட்ட நபர் போய் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது இன்னைக்கு எல்லாம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய தர்மம் ஃபுல்லாக வெளியே தெரியணும் நம்ம பேர் பாப்புலர் ஆகணும் நம்மளுடைய ஸ்தாபனம் பாப்புலர் ஆகணுங்கிறது அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர் நினைச்சுறாங்க பொது இடங்களில் வச்சு தர்மம் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான தர்மம் என்பது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது அதுதான் என்னதுங்க உண்மையான தர்மம் சரி அது ஒரு தனி டாபிக் இறக்கப்படுவதுங்கிறது ஒரு தனி டாப்பிக்ஷால அது ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் இரக்கம் கொள்வது என்பது ஈமானினுடைய கிளைகளிலே ரொம்பவும் முக்கியமான இருபதாவது கிளையாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து பாருங்கள்னால் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம ஈ என்ன நினைச்சோம் தொழுகிறது மட்டும் தான் நினைச்சோம் எவ்வளோ விஷயம் வருது பாருங்கள் இருபத்தொன்னாவது கிளை கொஞ்சம் நேரம் தான் முடிச்சுருவோம் மின்ஷல்லா இந்த நான் ஒரு ரெண்டு கிளைகள் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்து நாவின் உடைய கிளைகள் உடல் சார்ந்தது நிஷாலாம் நாளைக்கு சொல்லுவோம் இருபத்தொன்னாவது கிளை பணிவோடு இருப்பது மனதிற்குள்ள ஒரு பணிவு இருக்கணும் பெருமை இருக்கக்கூடாது ஏன்னா அடுத்து வரக்கூடியது தற்பெருமையை கைவிடுவதுன்ட்டு இருக்குது ல்லையா இன்னைக்கு பணிந்து நடக்கிறதுங்க நம்மள்ட இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு எல்லாம் தெரியும் எவன் நான் கேட்க எல்லாம் எனக்கு தெரியும் யாருக்கும் நான் கட்டுப்பட தேவையில்லை பெற்றவங்களும் கட்டுப்பட தேவையில்ல மனைக்கும் கட்டுப்பட தேவையில்லை பிள்ளைகளுக்கும் கட்டுப்பட தேவையில்ல அசரத்துக்கும் கட்டுப்பட தேவையில்ல ஊருக்கும் கட்டுப்பட தேவையில்லை நான் ஏன் வாழ்வேன் மனதனுக்கு முதல்ல பணி வேணுது ரொம்ப அவசியம் ராயம்சிலாசன் அவங்க சொன்னாங்க இல்லையா யார் தன்னை பணித்து நடத்தி கொள்வாரோ யார் பணிவோடு நடந்து கொள்வாரோ ரஃபுல்லா அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான் ஒமந்த கப்பரை யார் பெருமை அடித்துக் கொள்வாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் வல்லருல்லா இன்னைக்கு பணிவோடு நடக்கிற ஒரு விஷயம் இருக்கா ஒரு இடத்துல போறங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாருங்க ஒரு வயசானவர் ரோடை கிராஸ் பண்ணுறாரு ரோடை க்ராஸ் பண்ணுறாரு அவர் கிராஸ் பண்ணும்போது ஒரு பையன் ஒரு வானிலை பையன் பைக்கில் கொஞ்சம் வேகமாக வாரான் அவர் ரோடை பார்க்காம க்ராஸ் பண்ணது அவர் மேலே தான் தப்பு டக்குன்னு பிரேக் பிடிச்சிட்டான் பிரேக் பிடிச்சிட்டு அந்த பெரியவர்கிட்ட இறக்கமும் இல்லாமல் பணிவும் இல்லாமல் சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுகிறேன் பணிந்து போகணுங்கிறது இருக்கா ஐயா பார்த்து போங்க ஒரு பணிவான ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள் முத கொண்டு இன்றைக்கி பணிவு இல்லாமல் ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசி பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம் பெற்றவங்கள்ட்ட கூட ஒரு பணிவாக நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டுருக்கோம் பணிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது யார் பணிவோடு இருக்கிறாங்களோ அல்லா அவங்கள என்ன செஞ்சு அல்லாஹ் ரபுல் அலமீன் எல்லா நபிமார்களுடைய ரூகையும் படைச்சிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்க சொன்னான் எல்லா ஒட்டு மொத்த உலக மக்களுடைய இவையும் எல்லா படைச்சு நபிமார்களுடைய உருவமையும் எல்லா படைச்சு உங்களை நீங்கள வந்து அறிமுகப்படுத்திங்கன்னு ஒவ்வொரு நபிமார்களையும் எல்லாம் அழைத்தான் ஆதம் அலை இஸ்லாம் வந்தாங்க அன சைஃப்லா நான் அல்லாவினுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வருவேன் இப்ராஹிம் அல் இஸ்லாம் வந்தாங்க அண்ணா ஹலீலுல்லா நான் அல்லாஹினுடைய நண்பனாக இந்த உலகத்தில் வருவேன் மூசாலா இஸ்லாம் வந்தாங்க அண்ணா கலீம் நான் அல்லாவினுடைய அல்லாவோடு பேசக்கூடியவனாக இந்த உலகத்தில் வருவேன் ஈசான இஸ்லாம் வந்தாங்க அண்ண ரோஹுல்லா நான் அல்லாஹுடைய உயிராக இந்த உலகத்தில் வருவேன் இஸ்மாலி இஸ்லாம் வந்தாங்க அன ஸபீஹுல்லா நான் அல்லாவால் அறுக்கப்படக்கூடியவனாக இந்த உலகத்தில் வருவேன் இறுதியா முகமது சல்லாசம் வந்தாங்க அன அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமையாகத்தான் இந்த உலகத்தில் வருவேன்ட்டு தன்னைத்தானே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க பணித்து பணிவோடு சொன்னார்கள் எப்படிமார்கள் சொன்னது தவறல்ல அவர்கள் எல்லாம் அப்படிதான் அனுப்ப போறான் அப்படிங்கிறது விதிதான் ஆனா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி அவங்க தங்களை அறிமுகப்படுத்துறாங்க ரசூலுல்லா பாருங்க எவ்வளவோ சிறப்புக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட ஆனா அப்துல்லா நான் யாராத்தான் வருவேன் அல்லாவினுடைய அடிமையாகத்தான் வருவேன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா அந்தியே நீங்கள் எனது விருப்பத்திற்குரியவராக எனது அன்பிற்குரியவராக எனது பாசத்திற்குரியவராக எனக்கு என்னோடைய நேசத்திற்குரியவராக தான் நீங்கள் உலகத்தில் வருவீங்கன்ட்டு ரசுல்லாவுடைய அந்தஸ்தை ரொம்ப மேலோங்க செஞ்சான் அவரை பானா ல கதிக்கிறதுக்கு அல்ல ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க இல்லையா அவரை ஃபானா உங்களுடைய புகழை நானே என்ன செஞ்சேன் உயர்த்தினேன்னு சொன்னான் அப்படி எல்லா உயர்த்தினதுக்கான முக்கிய காரணம் என்னங்க நாயம்சுல்லாசம் அவங்க தன் வாழ்க்கையில் பணிவோடு நடந்து கொண்டார்கள் சரி போங்க அப்படின்ட்டு போனா அது கோழை அது பணிவு ஒன்றுமே தெரியாம பயந்து ஒதுங்கி போனா அதுக்கு பேரு கோழைத்தனம் இன்னைக்கு ரெண்டையும் போட்டு பணிவோடு நடந்து கொள்ளுங்க பிள்ளைகள்ட்ட பணிவோடு நடங்க பெற்றவங்கள்ட பணிவோடு நடங்க மனைவிமார்கள்கிட்ட பணிவோடு நடங்க சரி அடுத்து நான் சொன்னதை போல் தற்பெருமையை கைவிடுதல் இருபத்தி ரெண்டாவது தற்பெருமையை கையில் விடுதல் கையை விடுவதல் பெருமை எதுக்கெடுத்தாலும் பெருமை எதை பார்த்தாலும் பெருமை நான் யாரை தெரியுமா என்னை பற்றி உனக்கு தெரியுமா எங்கள் பாப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா என் குடும்பம் எப்படிப்பட்ட தெரியுமா நாங்கள் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா ஏன் உனக்கே தெரியலையா அப்படி நம்ம கேட்குற மாதிரி இருக்கு ஏன் உனக்கே தெரியலையாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் என்ன செய்திருக்கேன் பெருமை பெருமை அடிப்பது என்பது நமது ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் இன்னைக்கு நம்ம உலகத்தில் எல்லாருமே யார் தாங்க அல்லாவினுடைய அடிமை தான் குடும்பத்தாலேயோ செய்யும் தொழிலாலேயோ என்னை நான் பெருமை அடித்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் விவாதத்துகள் வணக்க வழிபாடுகளை வைத்தே பெருமை அடிப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக தவிர்க்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம பெருமை எதுக்கெடுத்தாலும் பெருமை அடிக்கிறோமே பெருமை பெருமையை விட்டு நமது உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரி இருபத்தி மூணாவது வஞ்சகம் கொள்ளுதல் பொறாமை என் கூட தான் படித்தான் எப்படி இருக்கான் பாருக்கி அவனுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நமக்குந்தான் இருக்க நம்மளை நினச்சி கவலைப்படுறதை விட அவன் நல்லா இருக்கானே அவன் ஆசமாக போகணுமேட்டு பொறாம பிடிக்கிறதா இன்றைக்கி என்ன செய்ய போச்சுங்க அதிகமாகி போச்சு ராயம் என்பது முற்றிலும் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது ஒன்று என்று சொன்னார்கள் இரண்டு விஷயத்தில் மட்டும் ஒரு மனிதர் பொறாமை கொள்ளலாம் ஒரு மனிதருக்கு அல்லா நிறைய செல்வங்களை கொடுத்து அந்த செல்வத்தை அவர் அல்லாரசூல் வழியிலே செலவு செய்யும் போது இன்னொரு மனிதர் அவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம் எப்படி பொறாமை கொள்ள வேண்டும் இவரை போன்று நானும் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் நானும் இறைவழியில் செலவு செய்ய வேண்டும் என்று பொறாமை கொள்ளலாம் இன்னொரு மனிதர் இருக்கின்றார் அவருக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றான் அந்த கல்வியை கொண்டு பல நபர்களை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அவரை பார்த்து இன்னொரு மனிதர் பொறாமை கொள்ளலாம் நானும் இதை போன்று கல்வியை கற்று நானும் பல நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேறு எந்த ரீதியிலும் யார் மீதும் எதற்கும் எந்த சூழ்நிலும் பொறாமப்படாதீங்க அடுத்தவன் பேசி வயிறறியாதீங்க அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் பொறாமை என்பது மனிதனை மிக மோசமான எண்ணங்களை தூண்டி மோசமான நிலைமைக்கு மனிதனை தள்ளிவிடும் சரிங்க லாஸ்டாக இருபத்தி கோபத்தை அடக்குதல் சொல்லக்கூடிய ஏண்டையும் முதல்ல இல்லை நினச்சாலும் எல்லார்கிட்டையுமே இந்த பழக்கம் என்ன வரணும் கோபத்தை என்ன கண்ட்ரோல் பண்ணணும் கோபத்தினால தான் நிறைய நோய் வருதுதான் கோபத்தினால தான் என்ன ஏராளமான நோய் வரதாக இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் நரம்பு தளர்ச்சி பிபி லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷரு இது எல்லாத்துக்கும் மூலதன காரணம் என்னென்னா டென்ஷன் வருது அதனால்தான் நீங்கள் பாருங்கள் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்டை நம்ம கையில் வச்சுருந்தோம் சொன்னால் டாக்டர் சொல்லி அனுப்புவாங்க நீங்கள் வந்து அவர் கோவப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படி கோவப்பட்டாருன்னா அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படின்பாங்க அப்போ ரசூஸ் அல்லாஸ் அவங்களும் என்ன செஞ்சாங்க அதான் சொன்னாங்க கோபம் என்பது ஷைத்தான் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய மோசமான எண்ணம் உங்களுக்கு அந்த கோபத்தை அல்லாம சைத்தான் ஏற்படுத்தி உங்களுக்கு மத்தியில் சண்டையை விரோதத்தை உண்டாக்கிடுவான் நாங்கள் உங்களில் யாராவது நின்ற நிலைமையில் யாருக்காவது கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து உங்களில் உட்கார்ந்த நிலைமையில் யாருக்காவது கோபம் வந்தால் அவர் படுத்து கொள்ளட்டும் உங்களில் படுத்த நிலைமையில் யாருக்காவது கோபம் வந்தால் அவர் அந்த இடத்தை விட்டு சென்று அந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பிறகும் உங்களுக்கு யாருக்காவது கோபம் வந்தால் அவர் ஒழு செய்து என்று ஐம்சல்லா சொன்னவங்க சொன்னாங்க அவசூல்லாவுடைய வாழ்க்கையில் பொறுமை இந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நாயம்சல்லாசம் அவங்க தொடங்கும்போது ரசூல்லா ரொக்குகளை இருக்கும்போது ரசூல் சல்லாஸ் அவங்க மேலே ஒட்டகத்தினுடைய தோள்களை போட்டாங்க ரசூல்லா காபத்துலாளர் இருக்கும்போது ரசூல்லாவுடைய பெற்றோர்களை தவறுதலாக பேசினாங்க நாயம் சல்லாசம் அவங்களுடைய மனைவி மர ஆய் சாரதி இல்லாதவளானு அவர்களை தவறாக பேசினாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலுமே குற்றங்களை குறைகளை கண்டுபிடித்து அப்படி பேசி இப்படி பேசி இல்லாதெல்லாம் இட்டுக்கட்டியெல்லாம் ரசூல்லா மேலே என்ன செஞ்சாங்க பேசுனாங்க இந்த எந்த சூழ்நிலையுமே ரசூல் என்ன செய்கிறாங்க கோவப்படவே இல்லை ரசூல் என்ன செய்கிறேன் கோவப்படவே இல்லை எல்லா நேரங்கள்லையுமே பொறுமையை கையாண்டார்கள் அப்போது இந்த இருபத்தி நாலு கேரக்டர்ஸ் இந்த இருபத்தி என்னதுங்க நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸை நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா லைஃப் லாங் எந்த நோயும் இல்லாமல் நம்ம வாழலாம் நம்ம சொன்னது எல்லாமே மருத்துவர்கள் இதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஒரு மார்க்கெல்லாம் மார்க்கம்தான் இதெல்லாம் நீ செஞ்ச அல்லாவுக்கு இறைவனுக்கு நீ உகந்தவனாக மாறுவாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் மருத்துவர்கள் இன்னைக்கு நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம் நோயாளிகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிக்கப் என்ன சொல்லலாம் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம் இதை ஒரு மார்க்கமாகவே இஸ்லாம் கொண்டிருக்கதா அப்படின்ட்டு இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன செய்றாங்க ஆச்சரியப்படுறாங்க சொல்லிட்டு சில மருத்துவர்கள் இந்த இருபத்தி நாலு விஷயங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து இந்த இருபத்தி நாலு விஷயத்த தனக்குள்ளே உள்ளடக்கிக்கிட்டான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கேரக்டர்ஸ் மோசமாக மாறாது கேரக்டர்ஸ் மோசமாக மாறுச்சுன்னா அவனுடைய பழக்க வழக்கங்கள் மோசமாக மாறாது பழக்க வழக்கங்கள் மோசமாக மாறலன்னு சொன்னால் அவனுக்கு லைஃப் லாங் அவனுடைய உடம்பில் எந்த நோயுமே ஏற்படாது எனவே இந்த இருபத்தி நாளும் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது இதை பற்றி தனித்தனியாக சொல்லலைனா கூட வேலைக்கு விளக்கி என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பொறுமையாக இருங்க அப்படின்ற சுசிலாசம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன் டாக்டர்ஸை தானே சொல்கிறாங்க முதல்ல ரிலாக்ஸ் எந்த ஒரு பிரச்சனால என்ன செய்யுங்க ரிலாக்ஸாக என்ன செய்ங்க ஹேண்டில் பண்ணுங்கள் கூலாக என்ன செய்ங்க ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் ரிலாக்ஸேக்ஷன் பண்ணுறதுக்காக வெளியூர் போங்க பயணங்கள் போங்க உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க அப்படின்ட்டு நீங்கள் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இதுதான் ரசூலா நினைச்சாங்க சொன்னாங்க பொறுமையை நீங்கள் கையாளுங்க அப்படின்ட்டு நினைச்சாங்க ரசோல்லா சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சாலும் நம்ம விளக்கி தொடர்படியாக நாம் சொல்வோம் இன்ஷால்லா நாவினுடைய ஏழு கிளைகளையும் உடல் சார்ந்த முப்பத்தெட்டு கிளைகளையும் நாளைக்கோ அல்லது நாளை கிடைக்கோ இன்ஷால்லா தொடர்ந்து சொல்வோம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெற்று வ வராதவங்களுக்கு ச அப்படி ஒரு பாடம் நடந்திருக்குங்கிறத சொல்லிக் கொடுங்க இன்ஷால்லா லாஹ் ரப்புல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகா